வெல்கம் டு கார்ட்டூன் மூவி கதைகள் நான் உங்க கார்த்திக் இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ஒரு கோழி குஞ்சோட கதை தான் இது கோழிஞ்சோட கதன் சொல்லலாம் கோழி குஞ்சோட சாகசம் இந்த படத்தோட டைட்டில் என்னன்னா சிக்கன் லிட்டில் இந்த படம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆயிருக்கு சரி வாங்க கதைக்குள்ள ஹீரோனா சிக்கன் லிட்டில் இந்த வானம் இடிஞ்சு விழுதுன்னு ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னா யாருமே நம்ம மாட்டிக்கிறாங்க சிக்கன் லிட்டில் போய் தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லாருமே கேலி கிண்டல் பண்றாங்க இந்த கேலி கிண்டல் கொஞ்ச நாள் மட்டும் இல்ல வருஷ கணக்கா இருக்கு நான் சொன்னதை இந்த ஊர் மக்கள் எல்லாம் மறந்து அவர் வானம் இடிதான் இப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு ஒரு நாள் உண்மையிலே வானம் ஒரு பீஸ் வந்து தலைமையில விழுது அது என்னடா பார்த்தா ஒரு ஏலின் ஷிப்போட ஒரு பார்ட் தான் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ லிட்டில் சிக்கன் வானம்னு சொல்லியிருக்காரு ஆனா இது வந்து ஒரு ஸ்பேஸோட பார்ட் அந்த எதுக்கு பூமிக்கு வந்துருக்குன்னா லாஸ்ட் டைம் வந்தப்பே பேஷிப்ல இருக்க ஏழினோட ஒரு குழந்தையிட்டு போயிருப்பாங்க அந்த குழந்தைய கூட்டிட்டு போலாம்னு தான் அந்த பேர் ஷிப் இங்க வந்திருக்கு அந்த பூமிக்கு வந்ததுமே பூமில இருக்கீங்க எல்லாம் அழிக்க ஆரம்பிக்குது எப்படி நம்ம சிக்கன் லிட்டில் ஏலினோட குழந்தைய ஏலினி ஒப்படைச்சு இந்த பூமியை பாதுகாக்கிறார்ன்றத ரொம்பவே சூப்பரா சொன்ன மூவிதான் சிக்கன் லிட்டில் சரி வாங்க கதைக்குள்ள பாக்கலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீரியல் படத்தை எப்படி ஓப்பனிங் பண்றதுன்னு தெரியாம வச்சுன்றையாங்க <laughs> அது மட்டும்போ பெருமைக்கு போறாரு கிழிச்சி ஒரு டயர் செஞ்சு போட்டு சீனா பாப்புல கிடை பண்ணி காம்புலர் சண்டைக்கு தூக்கி அடிச்சிருக்க ஹீரோக்கு ஒரே சங்கடமா போயிடுது நம்ம லிட்டல் சிக்கன் ஏன் பேஸ்பால் டீம்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறாருன்னா லிட்டில் சிக்கனோட அவங்க அப்பா ஒரு பேஸ்பால் டீம் பிளேயர் அது மட்டும் இல்லாம ஒரு சாம்பியனும் கூட நம்ம அப்பாவோட பெருமை காப்பாத்தலாம்னு நம்ம ஹீரோவும் பேஸ்பால் டீம்ல கலந்துக்கிறான்னு அவங்க அப்பாட்ட கேட்டா அவங்க அப்பா ஷாக்காடுறாரு அவங்க அப்பா எப்படியே ஓகே சொல்லிட பேஸ்பால் டீம்ல கலந்துகிட்டு அம்மா சிக்கன் லிட்டில் பேஸ்பால் பத்தின பேசிக்ஸும் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாரு என்னதான் வந்து நம்ம ஹீரோ சிக்கன் லிட்டில பிளே பண்ண விடலைனாலும் ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு காம்படிஷன்ல கடைசியா பைனலும் வருது ஃபைனல்ல எல்லா பிளேருக்கும் இன்ச்சி ஏற்பட்டனால நம்ம ஹீரோ சிக்கன் லிட்டில் மட்டும் தான் இருக்காரு அவர் தான் பண்ணி கொடுக்கிற மாதிரி இருக்குமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க கெலமண்ட் தி மேச்ச்க்கு நிட்டில் வானத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்ப வானத்துல இருந்து ஏதோ வந்து இவர் மேல விழுகிறது அது என்னதுனா பேசிபோட ஒரு பாட்ட தான் இது என்னனே தெரியாத நம்ம சிகன் நிட்டில் அவங்க फ्रेंड्स ஹெல்ப் கூப்பறாங்க அவங்க फ्रेंड्सங்கள வந்தறாங்க சிகன் நிட்டலோட फ्रेंड्स யார் யார்னா பிக் வாத் ஃபிஷ் இவங்க மூணு பேரும் தான் நம்ம சிகன் நிட்டலோட ரொம்பவே க்ளோஸ் friend அப்ப அந்த ஃபிஷ் என்ன பண்ணுதுனா அந்த பேசிபோட பாட்டல ஏதோ ஒரு பட்டன் தட்டுது அது பறக்கறதுக்கு தயாரா இருக்குது அது மேல ஏறி நம்ம ஃபிஷும் வகாந்துக்குது அந்த பேசிபோட பாட் அங்க இருந்து பறந்து போகுது இத பார்த்தா சிகன் நிட்டிலும் அவங்க फ्रेंड्सும் பின்னால ஃபாலோ பண்ணியே போறாங்க எப்படியோ ஃபாலோ பண்ணிட்டு போயிடு போயிட்டு நம்ம பிஷிங் கண்டுபிடிச்சாங்க ஒரு ஐடியா சொல்றாரு எனக்கு ஒரு சோடா வேணும் அனுப்புதுன்னு சொல்லிட்டு அனுப்பு மறுபடி போட்டுது அந்த கூட என்னக்குள்ளோமா உட்காந்துட்டு இருக்காரு இருக்காங்க அந்த குட்டி எலியன் ஹீரோ கிட்ட வருது ஹீரோ பார்த்து சாக்கையுறாரு அந்த குட்டி எலியனால பேச தெரியல எப்படியோ சைகை மூலமா என்ன இங்கயே என் पेरेंट्स விட்டுட்டு போடான்னு சொல்றது அடுத்த सीनல ஒண்ணு இல்ல ரெண்டுல ஏகப்பட்ட எலியன் ships வருது அதனால எதுக்காக வருதுனா நம்ம குட்டி எலியன் இங்க இருந்து கூட்டிட்டு போறது தான் வருது அந்த spaceshipல இருந்து வர எலியன் எல்லாமே இந்த ஊர் மக்களை அழிக்கறாங்க chickenlet ல அவங்க அப்பாவா அந்த எலியனை எப்படி அவங்க पेरेंट्स தொப்படிக்கலாம்னு போறாங்க ship கிட்ட போனதேமே அந்த எலியன் அவங்கள அழிச்சிருது அப்புறமா பார்த்தா அழிக்கல அவங்கள சிறைபிடிச்சிருது அப்படினா ஊர் மக்கள் யாரும் அழிக்கல சிறைபிடிச்சிருது அவங்களங்க தான் இருக்கறாங்க எலியன் அவரும் அப்பாவையும் விட்டுறாங்க நீங்க இந்த பூமி தப்பிச்சு இல்லைன்னா நாங்க அழிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறைப்படுத்தது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க பத்திரமா கூட்டிட்டு வந்ததுனால தேங்க்ஸ் சொல்லிட்டு விட்டு கிளம்பி போறாங்க அடுத்த சீன்ல சிக்கன் இந்த சாகஸ்தெல்லாம் வச்சு படம் எடுக்கிறாங்க அது தேட்டர்லையும் ரிலீஸ் பண்றாங்க அந்த தேட்டர்ல தான் நம்ம சிக்கன் லெட்டிலும் அங்க அப்பாவும் உட்காந்து அந்த படத்தை பாக்குறாங்க அந்த ஊரு நம்ம சிக்கன் லிட்லையும் அங்க அப்பாவையும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்ம ஹீரோவான சிக்கன் லெட்டலுக்கு இது ரொம்பவே பெருமையா இருக்குது இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க எப்படி இருந்தது படம் நல்லா இருந்ததா இல்லையா நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு பாக்கணும்னு நினைக்கிறீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல கதையில மீட் பண்ணலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்திக் தேங்க்ஸ் பார் வாட்சிங்